முடியாது என்று காமராட்சியிடம் கூறினார் உடனே அவரோ அணை கட்ட முடியாது என்று சொல்ல அங்கே உங்களை அங்கே அனுப்பவில்லை வேலம்மா வித்யாலயா சென்னையை படிக்கிறேன் இப்போது இருக்கும் ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாள் குமாரசாமிக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பிறந்த ஏழை பங்காளன் நமது காமராசர் அவர் கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை ரசித்து படித்தாரோ கற்க கசடர அர்பணிப்பு போராட்டங்களால் இந்திய வெள்ளரிடையிருந்து தமிழ்நாட்டின் தவ புதல்வர் என்று முதல்வரான முதல்வரானார் முதல்வரான பிறகு வெற்றிப்படிகள் தோறும் அதாவது பட்டு தொட்டி எங்கும் பள்ளிகளை திறந்த காமராசரி பற்றி படிக்கும் பொழுது பெண்கள் கூட காலை தூக்கிவிட்டுக் கொள்ளலாம் பட்டி தொட்டி எங்கும் படி தந்த தங்கம் செல்வங்களை தாண்டி கல்விதானே தங்கும் இதோ ஆமா காமராசர் முதல்வராக இருந்த போது பொறியாளர்களை அனுப்பி வைத்தார் அவர்கள் சென்னையில் இருந்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்பினர் அங்கே அணை கட்ட முடியாது என்று காமராஜரிடம் கூறினர் உடனே அவரோ அணை கட்ட முடியாது என்று சொல்லி அனுப்பவில்லை வேண்டும் அது எப்படி கட்ட வேண்டும் என திட்டமிடுவதற்காக தான் உங்களை வேண்டாம் என மறுத்த அரசியல் அவளுக்கே பிரதமர் பதவி அதனால் தான் இவர் இந்திய வரலாற்றை அழைக்கப்படுகிறார் நடந்த இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் முடித்துக்கொள்கிறேன் ஒரு நாள் படிக்கும் வயதுல ஒரு சிறுவன் அன்று அந்த சிறுவன் உதயமானதுதான் உணவு திட்டம் உணவு திட்டத்தால் தலைவராக வந்தான் இவை எடுத்துக்கொள்ள